ஒரு நல்ல வெயிலான நாளில் வானத்தில் சூரியன் இருக்கும் நிலையை பற்றி குழந்தை தெரிந்து கொள்ள நீங்கள் உதவலாம் செய்யும் போது சூரியனை அவர்கள் நேராக கூடாது ஏனென்றால் அது அவர்களின் கண்களை பாதிக்கும் என்பதை வலியுறுத்துங்கள் சூரியன் இப்போது எங்கே இருக்கிறது என்ற கேள்வியை பகல் நேரத்தில் நீங்கள் குழந்தையிடம் பலமுறை கேட்டு பார்க்கலாம் அவர்களும் சூரியனை கண்டுபிடிக்கலாம் உதாரணமா அதிகாலை நேரம் மதியம் மற்றும் சூரிய அஸ்தமனத்திற்கு சிறிது முன்பாக போன்ற சமயங்களில் நீங்கள் அவர்களிடம் இந்த கேள்வியை கேட்கலாம் பிறகு சூரியன் தினமும் அதிகாலை வானத்தில் எழுந்து வருவதையும் அந்நாளில் அது வானத்தில் நகர்வதையும் பின்னர் மாலையில் மீண்டும் கீழே மறைவதையும் பற்றி குழந்தையுடன் நீங்கள் உரையாடலாம் இது சூரியன் மற்றும் பூமியின் அசைவுகள் பற்றி புரிந்து குழந்தைக்கு உதவியாக இருக்கும்